Hi.... எல்லாேருக்கும் வணக்கம் விஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸோட இன்றைக்கி உங்கள் வீடியோவை நம்ம காட்ட போகிறோங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்தரான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தால் ரெக்வஸ்ட் பண்ண லோ பட்ஜெட் சாரீஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட தேர்ட்டி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Silk Cotton இது வந்து சில்க் Silk கிடையாதுங்க சில்க் காட்டன் தான் முதலிருந்தே கேட்டுட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரி Low Budget சாரீஸ் காட்டுங்க இதையும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே நாங்க டைரக்ட் மேனுபேக்சர்ட்ட இருந்து கொண்டு வந்திருக்கோங்க உள்ள பாக்குறீங்க பல்லு பல்லு போர்ஷன் பார்க்கறீங்க இது வந்து அண்டு சரி ஒர்க்குமே இதில் இருக்குது சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கேங்க இதில் சில்வர் அண்டு த்ரெட்டு ஃபஸ்ட்டு சரியே மங்களகரமாக எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷனுங்க நான் உள்ளே காட்டிகிட்ருக்கேங்க இப்போ இது உள்ளே பாருங்கள் இதோடைய ப்ளவுஸும் காட்டிடுறேன் திருப்பி போட்டு நான் ப்ளவுஸை காட்டுறேன் இது வந்து ரன்னிங் பிளவுஸுங்க ஸோ ரன்னிங் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால பிளைனா தான் இருக்கும் இந்த yellow color, பாடி என்ன கலரோ அதே கலர்ல தான் இருக்கு color ஏதாங்க, yellow and pink இந்த price 1500 ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே பார்க்கறோம் இதுல some modelsல some collections மட்டுமே உங்களுக்கு இப்போ கட்டுறங்க ஸோ நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் இதிலே நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் சஜெஷன்ஸ் கொடுக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு போடுறோம் இப்போ ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால எவ்ரி சண்டே மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் வருங்க இது வந்து சில்க் காட்டன் அண்ட் இது வந்து ஹேண்ட்லூம் கிடையாதுங்க பவர்லூம் தான் உள்ள பார்க்குறீங்க பாடி என்ன கலரோ அதே கலர் தாங்க வரும் அகைன் ஐ ரிபீட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒன்லி These are all silk cotton சாரீஸ் and daily wear சேரீ இந்த சாரீஸுடைய லென்த்தை சொல்லிடுறேங்க சிக்ஸ் மீட்டர்ஸ்லேருந்து சிக்ஸ் 6.2 meters மீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் லென்த் இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க அண்ட் இதோடைய அகலம் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஸோ அகலம் வந்து நம்ம கைத்தறியில் பண்ணுற பியூர் சில்காக அந்த அகலமே வந்துடுதுங்க ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு மேலே இருக்கும் நம்மளுடைய கைத்தறி புடவைகள் பியூர் சில்க்கு ஸோ இதுவுமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க இப்போ பார்க்குறது சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய சாரீங்க இதில் சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குங்க இது வந்து க்ரீன் வித் ராணி பிங்க்குங்க இதுதான் ப்ளவுஸு பிளைனாக இருக்குதுங்க ஸோ பிடிச்சவங்க வாட்ஸ்அப்பில் சாரியோடைய பிக்சர் சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் ஆஷ் யூஷுவல் நீங்கள் எப்படி நீங்கள் பியூர் சில்க் சாரீ வந்து புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தாங்க ஸோ பேமெண்ட் ஆப்ஷனும் அதே ஆப்ஷன் தான் கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குதுங்க ஆஷ் யூஷுவல் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அதை நீங்கள் முன்னாடியே பே பண்ணீங்கன்னா தான் கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் பண்ண முடியும் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோங்க இது வந்து பியூர் சில்க் இல்லை லோ பட்ஜெட் சாரீ தான் பியூர் சில்க் அப்படிங்கும்போது நம்ம டபுள் பாக்ஸ் பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் ஸோ இது வந்து எப்படி அனுப்புவோம் அப்படின்னா நம்ம நார்மலாக கொரியர் கவர்ல மட்டும்தாங்க போட்டு அனுப்புவோம் இப்ப நீங்க பாக்குறது நெக்ஸ்ட் பேட்டர்ல இருக்கக்கூடிய சேரீ கிரீன் கலர் வித் ராணி பிங்க் காம்பினேஷன் உள்ளயும் காட்டுறேன் பாருங்க இந்த சேரீல உள்ளயும் இந்த புட்டா வருதா அப்படின்னு காட்டுறதுக்காக தாங்க இது ஸோ என்னதான் கவரில் போட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து சேஃபாக வந்துடுங்க ஸோ இந்த சேரீயில் பாருங்கள் டிசைனர் பிளவுஸ் அதாவது பழுவென்ன டிசைனில் இருந்ததோ அதே டிசைனில் இது வந்துருங்க இந்த சேரீயில் வரக்கூடிய இது வந்து டிசைனர் ப்ளவுஸ் தான் பழு கலரில் வருங்க நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்குறோம் சேம் டிசைனில் ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப அழகாக இருக்குங்க கலர் காம்பினேஷன் பார்த்துட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குது இப்போ பார்க்குறது இது வந்து ரெட்டுங்க ரெட்டு அப்படின்னா கொஞ்சம் ராணி பிங்க் ஷேடுமே வருங்க டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு ராமர் கிரீனில் வந்துடும் இதுவுமே இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசைனர் ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாதுங்க இந்த சாரிக்கு டிசைனர் ப்ளவுஸ் தான் ஸோ சேரீ ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இன்னும் ஃபியூச்சர்ஸில் இந்த சாரீஸும் சரி இன்னும் இன்னும் லோ பட்ஜெட்டில் சாரீஸ் வந்து கட்டலாமா அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தாங்க சாரீ வந்து இது ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ்ங்க இது வந்து ஹேண்ட் வாஷ் தான் அண்ட் சர்ஃப் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணால் பெட்டராக இருக்கும் மிஷின் வாஷ் பண்ண வேண்டாங்க இப்போ பார்க்கறது சூப்பரான கலரில் இருக்கக்கூடிய சாரீ mild yellow, yellow வந்து light yellow and கிரே combinationல வர மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குது இது பிளவுஸ் நீங்க பார்க்குறீங்க இந்த போர்ஷன் வந்து பிளவுஸ் இதில் எக்ஸாக்டாக இந்த டாப் அண்ட் பாட்டமில் சில்வர் ஜர் யூஸ் பண்ணது இந்த சாரிக்கு இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து பார்டர் வந்து கொஞ்சம் சின்ன பார்டராக இருக்குது சின்ன பார்டர் வேணுங்கிறவங்களுக்கும் இது ஓகே பெரிய பார்டர் வேணும்னாலும் இந்த டிசைனில் பெரிய பார்டர்லையும் இருக்குங்க அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எந்த சேரீ வேணுமோ அந்த சாரியுடைய பிக்சரை நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ண சொல்லுங்க அண்ட் எல்லா நாளும் கேட்க வேண்டாங்க சண்டே மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லோ பட்ஜெட் சாரீஸ் போடுறோம் நெக்ஸ்ட் பார்க்கறதுமே எல்லோ தான் அதை விட இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இது வந்து ரன்னிங் பிளவுஸுங்க இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் ஸோ பாடி என்ன கலரோ அதே தான் வரும் இதுலேயுமே த்ரெட் ஒர்க் அண்ட் சரி ஒர்க்குமே பண்ணியிருக்கேங்க டாப் அண்ட் பாட்டமில் க்ரே கலர் வர்றது ரொம்பவுமே அழகாக அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் இந்த சேரீயுடைய திக்னஸ்ஸையும் நான் வந்து ONCE உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்றேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ திக்னஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும் பட் ஆனால் சாரி வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க தௌசண்ட் ஃபைவ் இது ஒர்த்தான சாரீங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் நேவி ப்ளூவில் ஃபுல்லாகவே நேவி ப்ளூ தான் இதுலேயும் டாப் அண்ட் பாட்டம் கிரே கலரில் வருது அண்ட் அதில் சில்வர் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க ஸோ இந்த சாரீ கட்டினாலுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி சாரீ கட்டினாலுமே ரொம்ப அழகாக கிராண்டாக இருக்குங்க இது ரன்னிங் பிளவுஸ் தாங்க இது பிளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் போர்ஷன் இதுங்க ரன்னிங் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலரே தாங்க இருக்குது பேக் சைடும் கட்டிடறோம் புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லாகவுமே இருக்குதுங்க உள் சுத்துக்கு மட்டும் வராதுங்க ஸோ இது உள் சுற்று உள் சுத்துக்கு மட்டும் வராது நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகுங்க ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம சேனலில் நம்ம வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது வந்து எங்களுடைய மேனுஃபேக்சரிங் இல்லைங்க டைரெக்ட் மேனுஃபேக்சரிங்லேருந்து நம்ம உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அது நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம இதை ப்ரொவைட் பண்ணுறோங்க இப்போ பார்க்குறது டிசைனர் ப்ளவுஸுங்க இந்த சேரீயில் இருக்கக்கூடிய டிசைனர் ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அழகாகவும் இருக்குங்க அதாவது பழுவில் என்ன இருக்கோ அதே மாதிரி வருது பாடி கலர் ஆரஞ்ச் கலர் வித் ராமர் க்ரீன்ங்க டாப் அண்ட் பாட்டம் ராமர் க்ரீனில் வந்துடுது பா டாப்பில் இருக்கிறத விட பாட்டமில் இருக்கக்கூடியது கொஞ்சம் வித் அதிகமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு சேரீமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்குறோம் இது வந்து எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் டாப் அண்ட் பாட்டமில் கிரே கலருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சேம் டைம் வந்து இதோடைய பிக்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துருக்குங்க ஸோ அதையும் பார்த்து நீங்கள் டைரக்டாக புக் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கறது பிளவுஸ் போர்ஷன் டிசைனர் பிளவுஸ் தாங்க உங்களுக்கு பழுவில் என்ன இருக்கும் அதே மாதிரியே வந்துருங்க பாடி பார்த்துட்டு பேக் சைடு புட்டா பாருங்க இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பழு பக்கத்தில் வந்து நெருக்கமாக இருக்கும் தென் உள்ளே போக போக டிஸ்டன்ஸ் வருங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் சாரீங்க இது இது வந்து ராணி பிங்க் வித் ராமர் கிரீன் காம்பினேஷன் இதுலையுமே பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸ் தாங்க அண்ட் த்ரெட் ரெண்டுமே இருக்குங்க இது பிளவுஸ்ங்க இந்த சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா whatsappல photo's வந்து சென்ட் பண்ணி நீங்க புக் பண்ண சொல்லுங்க இப்போ நம்ம பார்க்குறது ப்ளூ அண்ட் லாவெண்டர் காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்குது இந்த கலருமே இதில் வரக்கூடிய அந்த சரி ஒர்க்கு த்ரெட்டு அப்படியே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நீங்கள் இதை கிஃப்ட்டு பர்பஸ்க்கும் கூட பண்ணலாம் மேரேஜ் டைமில் வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கு இது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது உள்ளேயே நான் காமிச்சரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பிளவுஸ் உடையுதுங்க உள்ள ப்ளவுஸ் பாட்டு இதில் டிசைன் பிளவுஸ் தாங்க டிசைனர் பிளவுஸ் ஃபோட்டோவில் பார்த்துட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் ஃபோல்டு பண்ணியிருப்போம் ஸோ அந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிற போர்ஷனில் பார்த்துட்டீங்கன்னா அதுதான் பிளவுஸ் இது வந்து ப்ளூ அண்ட் லாவெண்டர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறேங்க ஸோ இப்போ நாம் first டைமாக இதை வந்து பண்ணுறதுனால உங்களுடைய கோஆப்ரேஷன் கண்டிப்பாக எங்களுக்கு வேணுங்க ஸோ சாரீஸ் வந்து எதுவுமே வந்து ரிட்டன் கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து செக் பண்ணி தான் இந்த சாரீஸை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம பார்க்குறது பிங்க் கலர் டாப் bottom dark டார்க் பள்ளு போர்ஷனில் வந்து லாவெண்டர் மாதிரி வந்திருக்குங்க அதாவது ஒரு லாவண்டரும் பிங்க்கும் கலந்துருக்கும் மெயினாக ப்ளூ கலர் ஜாயின் ஆனதுனால அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி தெரியும் இப்போ பார்க்குறது ரெட் பல்லு பார்த்துட்ருக்கீங்க பாடி வந்து ரெட் கலர் இதுலேயுமே சரி என் த்ரெட் ஒர்க்கு தாங்க ப்ளவுஸ் போர்ஷனுங்க இது இப்ப பார்க்கறது பிளவுஸ் போர்ஷன் எல்லாமே நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப ஒர்தான சாரிங்க இதெல்லாமே வெயிட்டுமே நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ராணி பிங்க் அண்ட் சேம் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி பிளவுஸ் பாட் பார்க்குறீங்க இது பிளவுஸுங்க back side ஸோ இனிமேல் ரெகுலராக வந்து நம்ம சேனல்லேயும் இந்த மாதிரி லோ பட்ஜெட் சாரீஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ லோ பட்ஜெட் சாரீ வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த குரூப்பில் தான் நம்ம வந்து சாரீஸ் போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட் சாரீ வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கட்டாயமாக வந்து என்ன என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் சாரீஸும் போடுவாங்க ஸோ வார வாரம் வந்து என்ன பண்ணுவோம்னா புது புது டிசைன்ஸில் எப்படி நம்ம வந்து பியூர் சில்க்ஸில் நியூ நியூ டிசைன்ஸில் போட்டுட்ருக்கோமோ அது மாதிரி இந்த லோ பட்ஜெட் சாரீஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் காட்டுவோங்க ஸோ இப்போ இந்த சேரீ பார்க்குறீங்க இது வரைக்கும் புட்டா இருக்குது அண்ட் இங்கே திருப்பும் இங்கேயும் புட்டா போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருதுங்க இதுவுமே கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லு பார்ட் வந்து க்ரீன் கலருங்க சாரி பாடி பார்ட் க்ரீன் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலருங்க டினர் ப்ளவுங்க இதில் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் இது வந்து நேவி ப்ளூவில் இருக்குங்க இது வந்து அயன் பண்ணி வியர் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் இந்த சாரி இது பிளவுஸ் பாட்டுங்க செக்குடா இருக்கிறது பிளவுஸ் பாட் நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாங்க நெக்ஸ்ட் சாரி குங்குமம் கலருங்க ரெட்டு தான் குங்குமம் கலர் நீங்க நாங்கள் அதை வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுறோம் உங்கள் சஜஷன்ஸை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோங்க இதுவே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்டில் க்ரீன் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரினா கண்டிப்பாக தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கேஷ் ஆன் டெலிவரி அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த சாரீ ரிட்டன் வரும்போது இப்போ போயிட்டு ரிட்டன் வரும்போது அது வந்து எங்களுக்கு சார்ஜும் வேஸ்ட்டு அண்ட் அந்த சாரியும் போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதுக்காக தாங்க இது பாட்டில் கிரீன் அண்ட் இதோடைய பழு இங்கே பாருங்கள் இது ப்ளவுஸு நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் மொபைலில் அண்டு சிஸ்டமில் மட்டுமே பார்க்க வாங்குறீங்க நேரில் தொட்டு பார்த்து வாங்க முடியாது ஸோ தொட்டு பார்த்து வாங்க முடியலையானாலும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டணும் ஃபுல்லாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒவ்வொன்றா காட்டிகிட்ருக்கோம் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது இது வந்து பிளைன் ப்ளவுஸுங்க அதாவது ரன்னிங் பிளவுஸ் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேரீ டிசைன் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடியது இப்போ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிரே கலரில் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் பாடி க்ரீன் கலரில் இருக்குது பள்ளுவில் பண்ணியிருக்க ஒர்க் வந்து க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு சேரீ மங்களகரமான மேங்கோ எல்லோவில் இருக்குங்க இந்த Mango எல்லோ with டார்க் கிரே அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குங்கிறவங்க ரன்னிங் பிளவுஸ் இருக்கக்கூடிய அந்த டிசைன் சாரி வாங்கிக்கலாம் டிசைனர் பிளவுஸ் வேணுங்கிறவங்க அந்த டிசைன்ல இருக்கக்கூடிய சாரி வாங்கிக்கலாம் சோ எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு டிசைன்ஸ்லயும் சம் லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம் உங்களிடந்த எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரங்கிட்டருந்து வாங்கிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ராணி பிங்க்குங்க டாப் அண்ட் பாட்டம் டார்க்கு கிரே கலரில் வந்துடுது இதுமே ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க ராணி பிங்க்கு தாங்க இதுலயும் சரி அண்ட் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்குங்க சரி பாத்திரலாம் ஒவ்வொரு பேட்டனுமே கொஞ்சம் நல்லா அப்படியே அழகா டிஃப்ரெண்டா எலகண்டா இருக்குங்க பாடி வந்து yellow color, டாப் அண்ட் பாட்டம் நேவி ப்ளூவில் இருக்குங்க இதுலயும் சரி அண்ட் த்ரெட்டுங்க இது தாங்க பிளவுஸ் போர்ஷன் ரன்னிங் பிளவுஸுங்க உள்ள பாக்குறீங்க உள் சுத்து தாங்க இருக்கு எல்லா சரீலையுமே உள் வந்து பிளைன் அகைன் இந்த சேரீயோடைய லென்த்து வித்து சொல்கிறேங்க லென்த்து சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் உள்ள இருக்குது அதாவது நம்மளுடைய பியூர் சூக் சாரீஸ் கைத்தறி இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்குதுங்க சிக்ஸ் பாயிண்ட் டூக்கு மேலே இல்லைங்க வித்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளது வந்து ஃபார்ட்டி இன்ச்சுக்கு எபவ் இருக்கும் இது வந்து 45 ஃபைவ் இன்ச் எபவ் இருக்குதுங்க இது வந்து green body இது இது வந்து முன்னாடி பழுவங்க இருந்தாலும் மறுபடியும் பிளவுஸா இருந்தாலுமே அதுல பார்டர் இருக்குங்க கைக்கு வந்து என்ன வந்துரும் அப்படின்னா பார்டர் வந்துடும் இல்லை கைக்கு வேணாம் அப்படிங்கிறது அது நீங்கள் டைலரிங் டைலர்கிட்ட கொடுத்து எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலுமே ஓகே தாங்க இது வந்து க்ரீன் கலர் இப்போ பார்த்தது ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸு இதுவுமே சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பின்னாடி எல்லாம் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த கிரேவில் சில்வர் சரி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க பழு வந்து பிங்க் கலரில் வந்துடுதுங்க பிங்க் கலர் ரெட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இது வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குதுங்க மைல்டு ஆரஞ்சு தான் சேம் பேட்டன் இது வந்து நீங்கள் ஐன் பண்ணி தான் வியர் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா சில்க் காட்டன் இல்லைங்களா ஸோ ஐன் பண்ணி வியர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு இது வந்து ரன்னிங் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் பார்ஷன் பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்டர் வந்து சின்ன பார்டர் வேணுமா ஸ்மால் பார்டர் வேணுமா இல்லை இந்த மாதிரி இந்த பார்டரா இல்லை இதை விட இன்னும் பெரிய பார்டர் வேணுமா அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து சஜஷன்ஸ் கொ கொடுக்கலாங்க இன்னொன்று இதில் பார்டர்லெஸ்ஸுமே கூட இருக்குங்க ஸோ நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கறதை பொறுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஷோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க பார்டர்லெஸ்ஸுமே இந்த மாதிரி சாரீஸில் பார்டர்லெஸ்ஸுமே இருக்குங்க இது வந்து பிங்க் கலருங்க பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கு பலு கிரீன் அண்ட் இது வந்து டிசைனர் பிளவுஸ் இருக்குங்க கிரீன் த்ரெட்ல வந்து இருக்கும் பிங்க் மேல க்ரீன் இது கொஞ்சம் பார்டர் ரொம்பவுமே அழகா எலகண்டா இருக்குங்க அதாவது பியூர் சில்கு இல்லை பட்டுப்புறவைகளில் வந்து காஞ்சிபுரம் புடவைகள் மாடர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகா எலகண்டா இருக்கு இதுல பலு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் த்ரெட் வியூ பண்ணிருக்கு பிளவுஸ் பாக்குறீங்க பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸ் இதுல இது பல்லு இது பாருங்க ஃபுல்லாவே புட்டாஸ் இருக்கு சில்வர் அண்ட் த்ரெட்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்கு எல்லா இதுலையுமே அப்படிதாங்க இருக்கு சில்வர் அண்ட் த்ரெட்டுன்னு ஆல்டர்னேட்டிவாக இருக்கு நெக்ஸ்ட் பார்க்குறோம் இதுமே பிங்க் தாங்க டார்க் பிங்க் இதுக்கு முன்னாடி பார்த்தது லைட் பிங்க் கலர் வரும் இது வந்து டார்க் பிங்க் கலர் இதில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்டரில் இடையில் வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷிங் வந்துருக்கு ஸோ ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இது பார்க்குறக்கு இப்போ பார்க்குறது பிளவுஸ் போஷனுங்க க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்திருக்கு பிங்க்க் மேலே க்ரீன் பேக் சைட் பார்க்குறீங்க இது வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்குங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம பியூர் சில்க் சாரீஸ் எப்படி உங்களுக்கு வீடு தேடி வருதோ அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ பார்க்கறது கிரீன் கலர் பாடி கிரீன் கலர் பாட்டில் கிரீன்ல இருக்குங்க இதில் பாருங்கள் பிளவுஸ் ஒர்க்கு பாட்டில் கிரீன் மேல பிங்க் கலர் த்ரெட்டு பே சைட் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே ஸாரீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் சாரீ வேணுங்கிறவங்களுமே எங்கள் வர்ணா சாஃபல் சாரீஸ் சிறுமுகையை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வரும்போது நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ டிஸ்பிளே பண்ணுறேங்க ஸோ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சாரீஸை வந்து நம்ம சொல்லுவோம் சில்க் மார்க் லேபிளோடு வருது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் ஹேண்ட்லூம் மேடுன்னு திரும்பி திரும்பி சொல்லுவோம் பட் ஆனால் இதில் எல்லாம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா இதெல்லாம் பியூர் சில்க் இல்லை ஹேண்ட்லூம் மேடும் இல்லைங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் சில்க் மார்க் டேக் வராதுங்க ஏன் சில்க் மார்க் டேக் வைக்கலன்னு கேட்காதிங்க ஏன்னா இதெல்லாம் பியூர் சில்கு இல்லைங்க